வணக்கம் பாலகீதத்தின் சொன்னங்களே சில குழந்தைகளே கார்த்திகை மாறுகளை பிறக்கப் போகிறது என்றாலே இனம் புரியாம மகிழ்ச்சி மனதை கொள்ளை கொள்ளும் ஐயப்பனின் சின்முத்திரை ரூபம் கண்முன்னையும் வந்து நம்மை கவர்ந்தெடுக்கும் கால்கள் கால்கள் இரண்டும் காணகத்தில் நடக்க கெஞ்சாக ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட ஐயப்பனை பற்றி ஐயப்பன் நினைவுகளை பற்றி ஒரு பாடல் புதிதாக எழுதியுள்ளேன் இதை பற்றிய கருத்துக்களை மறக்காம நம்ம சேனல் எழுதி அனுப்புங்க ஐயப்பனாருடன் இந்த பாடலை தொடங்குகிறேன் நீ அழைத்தால் நான் மகிழ்வேன் சிங்காரூபா நீ அழைக்க நான் வருவேன் சின்முத்ரை பாலா நீ அழைத்தால் நான் மகிழ்வேன் சிங்காரூபா நீ அழைக்க நான் வருவேன் சின்முத்தை பாலாம் நீ அழைக்க நீ அழைக்க காத்திருப்பேன் ஐயனே நீ என்னை அழைப்பாயோ நீ அழைக்க நீ அழைக்க காத்திருப்பேன் ஐயனே நீ என்னை அழைப்பாயோ காத்திகையும் ஆர்கணியும் கடந்திடுமோ காத்திகையும் ஆர்கணியும் கடந்திடுமோ காணல் நீராய் இருந்த மோம் காணல் நீராய் எந்த நாசை கடந்திடுமோ கானகத்தில் நடந்து வர கால்கள் கெஞ்சுதே கானகத்தில் நடந்து வர கால்கள் கெஞ்சுதே காந்தமலை ஐய நூனை கண்டிடுவேனோ காந்தமலை ஐய நூனை கண்டிடுவேனோ நீழைக்க நீ அழைக்க காத்திருப்பேன் ஐயனே நீ என்னை அழைப்பாயோ நீ அழைக்கும் தகுதியை நான் இழந்தாலோ நீ அழைக்கும் தகுதியை நான் இழந்தாலோ நீலிமலை நாயகனே கருணை செய்வாய் நீலிமலை நாயகனே கருணை செய்வாய் இன்று நீ இணைக்க நீ இணைக்க காத்திருப்பேன் ஐயனை நீ என்னை அழைப்பாயோ மகிஷி மறுவாழ்வு அழித்தவனே மகிஷிக்கும் மறுவாழ்வு அழித்தவனே மாய மனிதனுக்கு மறுவாய்ப்பு தருவாயோ மாய மனிதனுக்கு மறுவாழ்வு தருவாயோ நீ அணைக்க நீ அழைக்க காத்திருப்பேன் ஐயனி நீ என்னை அழைப்பாயோ நீ அழைத்தால் நான் மகிழ்வேன் சிங்காரூபா நீ அழைக்க நான் வருவேன் சின்முத்திரை பாலா நீ அழைக்க நான் வருவேன் சின்முத்திரை பாலா நீயழைக்க நான் ப்பா ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரஷிக்க வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்யமாய உண்டு வரட்டுபடி மேல் வாழும் வில்லாடி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் ஆனி தடை அழகின்ற ஓம் ஸ்ரீ ஹரிகர சிதநாயன் சித்தனையன் ஐயப்ப சுவாமியே சரணமயப்பா ஐயப்ப மாரலும் நம்முடைய நலம் உரிமை இந்த பாடலை கேட்டு எப்படி இருக்கிறது என்பதை மறக்காமல் எழுதி அனுப்புங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஐயப்பன் பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிரும் தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் முத்து நன்றி வணக்கம் சுவாமி